ஆய் நீங்கள் நம்மளோட இந்தியாவோட எதை பத்தி பார்க்க போனா அதாவது கடற்பாசிகள் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கடற்பாசிகள் வந்து முக்கியமான இப்போ கடற்பாசிகள் எதுக்காக பார்க்கணும்னா அதாவது நிறைய பேர் கடற்பாசிகள் வந்து நீர்ல வாழக்கூடிய இந்த நீர்ல தான் வளரும் அதே மாதிரி நல்ல நீர்ல வாழக்கூடிய கடற்பாசிகளை விட அதாவது கடல் நீர்ல வாழக்கூடிய பாசிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க அந்த கடல் கடல்ல வாங்கின்ற இந்த சீஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்பாசிகளை பற்றி இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அந்த சி எந்தெந்த கடற்பா அதாவது கடற்பாசிகளை சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிட டேஞ்சரஸ் இந்த கடற்பாசிகளில் நம்ம வீட்டுக்கு அது இந்த கடற்பாசி நம்ம வீட்டில் இருந்தால் மெயினாக யூஸ் ஆகுது ஒவ்வொரு வீட்லேயும் மெயினாக இந்த கடற்பாசிகள் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி இந்த கடற்பாசிகளாக இப்போ பார்க்க போகிறோம் இந்த கடற்பாசி வந்து ஸ்டார்டிங் ஆகுது கடல் பாசங்கள் வந்து ஒரு சி அதாவது நம்ம நார்மலாக ஒரு தண்ணி பாசிகள் வளரப்படுறதுனால் கடல் பாசைகளில் வளரும் அதாவது இந்த பாசைகள் வந்து மணல்களை வளராமல் பெரிய பெரிய பாறைகள் கடல்கள் கடையிற பாறைகளில் பவளப்பாறைகளில் வளரக்கூடிய ஆரம்பிக்கத்தான் ஆரம்ப கட்டத்தில் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இதுக்கு வந்து என்ன இது எப்படி தனித்தனி வகைகளாக பிரிப்பாங்கன்னா இது வந்து கலரும் அதை யோசிச்சு டைப்ஸு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக அந்த வாழக்கூடிய மீன்கள் என்ன அது அதை இந்த கடல் பாசிகளே டிஃப்ரெண்ட் வகைப்படுத்துவாங்க அப்படி வகைப்படுத்தும் போது கிட்டத்தட்ட இது ஆறு வகையான தொடர் பாசைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆறு வகையில் கிட்டத்தட்ட மூணு வகை சாப்பிடக்கூடியது அதிகமாக சாப்பிடக்கூடியது மிச்சம் மூணு வகை டேஞ்சரஸ் அந்த மூணு மிச்சு அந்த மூணையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மூணையும் பார்ப்போம் இன்னும் இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் அது தா க்ரீன் அழகாக ப்ரவுன் அலகா கோல்டு அழகா ரெட் அலகான்னு சொல்லிட்டு நான் இந்த அழகாக வந்து பக்கத்தில் இருக்கிறது சயின்டிஸ்ட்டு நேம் இதை நீங்கள் வேணும்னா போயிட்டு இதில் நான் எல்லா டாப்பிக்கும் பற்றி கொடுத்துருக்கேன் வேற ஏதாவது டாப்பிக் பற்றி வேணா இதில் கமெண்ட் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா ரெட் அலகா அந்த ரெட் அழகா வந்து மேரி அதாவது கலரை வந்து ரொம்ப ரேரானது கடலுக்கு கிடைக்கக்கூடாது ரொம்ப ரேரானது ஆனால் உங்களுக்கு கிடைச்சா நீங்க இது நல்லா சாப்பிடலாம் ரொம்ப உடம்பு ரெட்டி ஆனது அது நீங்க கடல் கிடச்சி நீங்க ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம் நீங்க எதுவுமே பண்ண தேவை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது மெரீனோ அது இந்த வகையான அதாவது இதை வந்து உலகத்தில் ரொம்ப ரேரஸ்டாக கடல் பாசி அப்படின்னு சொல்லலாம் இந்த பாசி வந்து எதுக்காக ரேரஸ்டுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மெரிமன்றது ஒரு குடிப்பிலான கடலோடைய கூழ்மைப்படுத்தும் அது ஆக்சிஜன் லெவலில் ஏற்றக்கூடியது அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஓ அதாவது ஹெச்டிஓ கூட உப்பு இருக்கும் இப்படி இருக்கும்போது கடலில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகம் இந்த வகையான கடல் பாசியில் வந்து ரொம்ப பெரும்பாலான முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து மெரிகம் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது ஏன்னா இதனுடைய மெய்யும் வந்து அதிகப்படியான ஆக்சிஜன் வெளியேற்றம் அதிகமாக இருக்குது இதனால தான் கடலில் வந்து தூய்மையாகவும் குளுமையாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது என்னுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா பால்மாரி தான் இருக்கும் அது ஃபுல்லாக உள்ளே ஹண்ட்ரட் தண்ணி நைன்டி தண்ணி இருக்கும் ஒரு தான் என்னுடைய செல்ல்கள் இருக்கும் ரெண்டாவது என்னுடைய கெட்டு எடுத்திங்கன்னா இது இந்த மாரி தான் இனேஜ் இருக்கும் மூணாவது லொக்கேஷன் அதை இப்படி இந்த நீங்க வந்து இப்போ சீவுட் அதாவது கடல் பாசியில் பார்க்கணும் நான் போயிட்டு சாப்பிடணும் சொன்னீங்கன்னா நீங்க மெயினாக கிட்டத்தட்ட சாப்பிடக்கூடிய லொகேஷன் அதாவது நம்ம சீவுட் அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட மூணு வகையில சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த மூணு வகையில நூத்தி ஏழு லொகேஷன் இருந்தாலும் நூத்தி ஏழு வந்து அதிகமான இருந்தது சீவுட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆற தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நூற்றி ஏழு லொக்கேஷன் அதிகமாக இருந்த இடத்துல இப்போ வரையும் நூற்றி ஒரு லொக்கேஷன் ஆறு இடங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது அலகான் இது எங்கேன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் ஜப்பான் அதுக்கப்புறம் எஸ்ட்ரே அலகான் அதுக்கப்புறம் அகடியா லினியா அப்படின்னு சொல்லிட்டு நாலு இடத்துல அங்கே போய் பார்க்கலாம் மற்றபடி வேற எந்த நீங்கள் பார்த்தா தீவுகள்யா அப்படி பண்ணுற இதெல்லாம் இருக்குது ரெண்டாவது இது வந்து நம்ம என்ன பண்ணால் அகை பெரியா இனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டியூ அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் அதாவது நன்னீரில் வளரக்கூடிய அழகாமையா இனி அப்படின்னு சொல்லி இந்த வகையான கடல் பசி அதாவது இந்த வகையான நன்னீர் பாசி நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது இடி இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வரக்கூடோம் கடல் பசியில் சாப்பிடமா அதை பற்றி பார்க்க போகிறோம் இடிசி அது நீங்கள் இப்போ அதாவது கடல் பாசியை சாப்பிட்டீங்கன்னா என்ன கடல் வாசிய சாப்பிடும் அதனால நம்மளுக்கு என்ன பெனிபிட் மினரல்ஸ் இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய வகையான நூறு சதவீதத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் மினரல்ஸ் நம்ம மனிதர்களுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து இந்த கடல் பாசியில் அதிகமாக இருக்குது ரெண்டாவது ரொம்ப முக்கியத்துவமான உணவுகள் பற்றாக்கூடிய இருக்கும் பொழுது ஐரான் அந்த ஐரன் வந்து இதில் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் சொல்லலாம் ஈரான்னு சொல்லலாம் ஐரான் சொல்லலாம் இது வந்து ஹியூமன் மல் ஹியூமன் நியூரேஷனாக அதிகரிக்க அழைத்து பண்ணுவோம் அதாவது ஹியூமனுடைய கிரியேட்டிவிட்டி அதிகரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இடிகோல் க்ரீன்ஃபீல் சாப்படக்கூடிய பாசி அதனுடைய இமேஜ் கொடுத்துருக்கேன் எந்த வகையான பாசியில நீங்க சாப்பிடலாம் ஆனால் இது கடல் கடையில் கொண்டு தான் வந்துடும் ஒரு சில டைம்ல கடல இருந்து பிரிந்து வந்து பாறைகளை ஒட்டி வாழ ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்னுடைய இது எடிபல் கிரி கிரி ஒன்று சொல்றோம் அதாவது பாறைகள் ஒட்டி வாழக்கூடிய கடல் தாமரம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து நீங்க அப்படியே சாப்பிட ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சில டைப்லேயும் ஓகேவா அதுக்கப்புறம் இருந்த கீழே குத்து இன்டெச்எஸ் இதையும் நீங்கள் சாப்பிடலாம் ரெண்டாவது மாண்டுவயூசிய அதாவது நம்மளுக்கு மட்டும்தான் பயன்படுதா வேர் தேர்தலத்துக்கு பயன்படுதா அப்படின்னா கடல் பாசிகள் மிக முக்கியமான பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய காசு பசி அதாவது அவங்க போன அழகு தர சாதனை இந்த வகையான கடல் பாசைகள் அதிகமாக சேர்க்கிறாங்க அதாவது எந்த பாசைகள் ஆகட்டும் மொத்தம் ஆறு கடல் பாசிகள் அந்த ஆறு வகை பெண்களுக்கான அழகு பொருட்கள் நம்ம காலையிலேயே பள்ளவர்கள் அந்த பல்ல அந்த பேஸ்ட் கூட கடல் பாசிகள் மூலமாக தான் தயாரிக்கிறாங்க இந்த மூணாவது பாயிண்ட் எடுத்து பெயிண்ட் அதாவது என்னென்ன கலர்ல பெயிண்ட் அடிக்கணும் அதை தயாரித்து அந்த கடல் பா கடல் பாசில தான் தயாரிக்கிறேன் கிட்டத்தட்ட மீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் நாலு பொருள் இந்த கடல் பாசல் தயாரிக்கிறேன் அதாவது காஸ்பீக் டூத் பேஸ்ட் பெயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பிஷ் ப்ரொடக்ஷன் அதாவது நீங்க மீன் கலக்கிறீங்கன்னா அந்த மீன் இந்த பாசியில் போட்டு அதை நல்லா ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பீச் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப இருக்கு அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய பாசிகள் முதல் இந்த பொய் இந்த பாசியில் சாப்பிட்டா உங்களுக்கு கிட்ட இருந்த செல்கள் விட உங்களுக்கு செல்கள் அஞ்சு விடா அப்படின்னு சொன்னாங்க அது என்னென்ன பசிக்குன்னா கொடுத்துருக்கலாம் இமேஜை தொண்டு இந்த இமேஜில் இருக்கிற பாசினு நீங்கள் பார்த்து கையில் தொண்டா கூட போகிற ரெண்டாவது விஷயம் நீங்கள் இது மட்டும் வாயில் வச்சுருக்காங்க ஏன்னா உங்கள் வாயில் வைக்க அதாவது நீங்கள் உங்கள் வாயில் அந்த வாயில நாட்டில் இருக்கிற திசுக்கள் செல்கள் வந்து எல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இந்த பார்த்தீங்கன்னா நீங்க தொடங்க பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேற்கட்ட வேறத்துல பண்ணா ஹியூமன் உணவு சங்க இதுதான் இருக்குது அதிகமா இருக்குமான இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் ஆடிம காம்பவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது உடம்புல எல்கல் எலுகூட்டில் இருக்கிற சோர்ஸ் அதிகமாக பயன்படுது அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் பயோ காஸ்மோஸ்டிக் இயற்கையான காஸ்மஸ்டிக் உருவாக்க இது பயன்படுது அதுக்கப்புறம் என்ன காஃபிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பயன்படுத்தி நாள் பயன்படுது அதுக்கப்புறம் அந்த ரெங்கலேருந்து இருக்கும் பாசிகள் வந்து சாப்பிட முடியாது ஆனால் ரொம்ப டேஞ்சரஸாக அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ஃபர்ஸ்டேஜ் சொல்லியிருந்தா அந்த கடலில் இருக்கிற ஆக்சிஜனாக இருக்கு இன்னும் வேணாம் பாசிகள் அதிகமாக பயன்படுது அப்படின்னா அரேபியன் சி அப்படின்னு சொல்லுவேன் கடல் பாசி வந்து ரொம்ப பயன்படுத்திருக்கு அதுக்கப்புறம் நோட்டிகலோ சயின்டிஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ப்ளூஃபீன் அலகா அதாவது இந்த அலகா என்னது பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அது க்ரீனும் நிலமும் சேர்ந்த ஒரு கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஹியூமன் ஹெல்த்துக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற ஹியூமன் ஹெல்த்துக்கு முக்கியமான ஒரு ப்ரொடியூசிங் கன் ப்ரொடியூசிங்காக இந்த பாசிகள் இருக்குது அதுக்கப்புறம் ப்ரொடியூசிங் இந்த வகையான பாசைகள் வந்து அதிகமாக ப்ரொடியூசிங் பண்ண கண்டிங்கன்னா இந்த சைனா இந்தோனேஷியா இந்த இந்த ரெண்டு நாடுகள் தான் வந்து இந்த கடற்பாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிடது ஆகட்டும் பெயிண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற பேர்ஸ்லேருந்து எல்லாத்து வரைக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அளவுக்கு பேச இந்த பாஸ் கடல் பசுல சேர்க்குறாங்க இந்த சைனாவும் இந்தோனேஷியா வந்து லார்ஜஸ்ட் அளவுக்கு இருந்தாட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இருபத்தி மில்லியன் டன் அதாவது நீங்கள் பார்த்துட்டு மில்லியன் டன் வந்து ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு நாடு மட்டுமே உலகத்தில் எல்லாருக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இதில் வந்து அதிகமாக மோஸ்ட் ஆஃப் பண்ண சைனா அது வந்து ரெட் அலாகா அப்படிங்கிற கிரீன் அலாகா அதுக்கப்புறம் இது ரெண்டு சேர்ந்து தான் இந்த கிரெண்டாக வெட்டிய அழகாக வந்து நான் சாப்பிட முடியாது சொன்னேன் ரெண்டாவது பெயிண்ட்டு காஸ்மாஸ்டிக் அதுக்கப்புறம் பயோ காஸ்மாஸ்டிக்னு சொல்லிட்டு எல்லாம் தயாரிக்க பயன்படுது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த சைனாவில் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த சைனா இந்த லார்ஜஸ்ட் ஆஃப் சிவைஸ் அதாவது கடல் பாசியில் விற்பதில் வந்து அதிகமான இது இருக்குன்னா இந்த சைனா சொன்னால் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் மில்லியன் டன் அளவில் இது கொள்முதல் பண்ணுறாங்க அதை எப்படி பண்ணணும்னா நம்ம கடலை நம்ம உப்பு போல அதாவது தமிழ்நாட்டிலிருந்து உப்பு அதாவது உப்பு உப்பு சாகுபடி உப்பு எல்லாம் கடல் எல்லாம் கொடுத்து அதை வர்த்த வச்சு உப்பு இருக்கும் அதேமாரி அவங்க நாட்டுல சில சில பாலம் எல்லாம் பாத்தியா குடிச்சு அதை தண்ணி விட்டு அதுல கடல் பாசியை வளர்ப்பாங்க கிட்டத்தட்ட நூறு ஏக்கராவுக்கு மேலே இந்த கடல் பாசையை வளர்த்துறதுக்குன்னு போறாங்க இதுக்கு என்ன ரோப்ஸ் இந்த ஓஷன் இதை பொறுத்தீங்களா இதே மாதிரி தான் கடல் கடையில் ரோப்ஸ் கட்டி அதில் பாசியில் வளர்ப்பாங்க இதே மாதிரி தான் கடலில் வந்து முக்கியமான யூஸ் ஆக இந்த கடல் பாசியல் இதே மாதிரி கடல் பசியை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய தெரியும் ஜமான் பண்ணுங்க எந்த கடல் பாசியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா எதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மீட்டில தெரியுமா அந்த மாதிரி மறக்க மேக்கியா ஜமான் பண்ணுங்க இதே மாதிரி புது வீடியோ சந்திப்பாஸ்